Because I see அன்றாட பயன்பாட்டிற்கு நீர் முதலாக விளங்குவது வெற்றிப்படிகள் தமிழர்கள் தமிழன் என்று விவசாயத்தை கற்றனோ அன்றே பாத்தன முறைகளை பயன்படுத்த தொடங்கினான் தமிழர்கள் மழை பெய்யும் வீட்டிற்கும் தொட்டி வேண்டும் அது முக்கியமான விஷயம் நாம் எப்படி பணத்தை சிக்கனமாக செலவு செய்து சேமிக்கிறோமோ அதே போல தண்ணீரையும் சிக்கனமாக செலவு செய்து சேமிக்க வேண்டும் நீர்பாத்தியின் முக்கியத்துவத்தை புரிந்து நடந்து கொள்வோம் தண்ணீரை வீணாக்க மாட்டோம் அலைக்கடல் போல கடல் போல திரண்டு வரும் தண்ணீரை கொட்டுகின்ற ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்